யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணும் நீங்க இது பிரச்சனையே இல்லை கண்ணை மூடீங்கன்னா ஆல்வேஸ் டோன்ட் தான் நீங்க ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க எக்ஸலன்டான சீன் அதை என்ன பண்ணுவா அப்படின்னா ஒண்ணும் இல்லாம இருக்கிறது அதுதான் எல்லாமே இருப்பதும் அதுதான் ஆனா இதுல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மனிதன் தான் முடிவெடுக்கிறானா இல்லை இந்த சித்தர்கள் மதான்கள் சொல்ற மாதிரி மேல இருந்து இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி தலையில மூளையில ஒரு சில கருவிகள்லாம் வச்சு சயின்டிஸ்ட் செக் பண்றான் ஒருசில உண்மைகளை நீங்கள் அந்த நிலைக்கு சென்று கேட்டால் மட்டுமே தெரியும் புரியும் என்ன ஒரு வருது வந்து ஆன உடனே தான் அதை நீங்க செயல்படுத்துறீங்க இப்ப சொல்லுங்க நீங்க செய்றீங்களா ஏதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் உங்களோடய வீடியோஸை வீடியோஸை நான் வந்து யூ யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன் பட் உங்கள் வீடியோ பார்த்து நிறையா சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கிறது என் எனக்கு தான் தெரியும் நான் என்னோட என்னோட பர்சனல் என்னோடய பர்சனல்லே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கே நான் நிறையா யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடச்சி அதை நான் புரிஞ்சிக்கிட்டு பண்ணினேன் என்ன கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சரி பண்ணியிருக்கேன் சரி பண்ணியிருக்க முடியும் சரி பண்ணி வந்திருக்கேன் கொஞ்சம் வேற ஒன்று சொல்ல வரும் அதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் சொ கொடுத்த அன்னதானம் பண்ணணும்னு சொன்னீங்க அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறதுல தான் திருப்தியாக பண்ணுவோம் யார் வயசானவங்க யாருக்காக இருந்தாலும் ஒரு நாய்க்கு கூட ரெண்டு பிஸ்கெட் போட்டால் கூட அது நம்ம அன்னதானம் பண்ணுறது தான் அப்படின்னு சொன்னீங்க சாப்பாடு என்னால் முடிஞ்சதை நான் வந்து காலையில் டிஃபன் வாங்கி தருவேன் முடியாதவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிடுங்க உங்கள் உங்களோடய வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பான வார்த்தை அதெல்லாம் உங்களை பார்த்தா போகுதுன்னு நினச்சிதான் நான் நினச்சி நினச்சிட்டே இருந்தேன் அந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளேஸ் இருக்குது அதை நான் சொல்ல தெரியல எனக்கு உங்களுக்கு என்னங்க போதை தானேங்க வேணும் அவள் எதுங்க அந்த கருமத்தை காசு செலவு பண்ணி வாங்கி அடிச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு போதைப் பொருள் வேணும் போதையில் இருக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்த்தியான போதையை கொடுக்குறேன்னு எந்த போதையில் இருந்துட்டு போங்களேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி இன்ஃபேக்ட் அது கொஞ்சம் நேரம் போதை யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணும் நீங்கள் இது பிரச்சனையே இல்லை கண்ணை மூணீங்கன்னா ஆல்வேஸ் டோன்ட் தான் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னாவே போதை தான் அதை கற்றுக்குங்க அதுதான் உண்மையான போதை கண்ட போதையெல்லாம் எதுக்கு உங்களுக்கு மூளை என்ன பண்ணுது வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கதான் ஒன் பர்சன்ட் டூ டென் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட்னு அவர் அப்பப்போ காட்டுவார் டேரக்டர் இத்தனை பெர்சென்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு இத்தனை பெர்சென்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு இத்தனை பெர்சென்ட் இந்த மூளை வளர்ந்துருக்கு மூளை வளர்கிறதுனா மூளை வளர்கிறது இல்லை மூலையில் இருக்கக்கூடிய செல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க எக்ஸலண்ட்டான சீன் அதாவது என்ன பண்ணுவாள் அப்படின்னா அவள் கான்சியஸ்னஸாக இருப்பா காலத்தை ஓட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நிப்பாட்டி இது எப்படின்னா ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அந்த மாதிரிலாம் நப்பாட்டி இந்த காலத்தில் என்ன ஓடிச்சு ஓ மெட்ராஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்படி இருந்திருக்கு ஓட்டி விட்டு பார்த்தா அடுத்து இந்த வருஷத்துல இந்த மாதிரி இருக்கு மறுபடியும் ஒரு கட்டத்தில் அவன் குரங்குகிட்டே போயிட்டா போற குரங்குகிட்டே போய் குரங்கவே தொடுவா தொட்டோன்னே அதாவே மாறிடுவான் ஏதாவே மாறிடுவா எந்த மூலத்திலிருந்து பிரிந்து பல அணுக்களாக உருவாகி இன்னைக்கு பல கோடி செல்கள் உள்ள இந்த உடம்பாக நீ மாறி உள்ளாயோ அந்த ஆதி அணுவிற்கே சென்று ஒன்றாக விடுவாய் என்ன ஒரு ப்ரொஃபஸர் அந்த லேடிக்கு அந்த பெண்ல போட்டு கொடுத்துருவாங்க பெண் இந்த டேட்டா வச்சு மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தி உடனே இவளோட லவ்வர் ஒருத்தவரும் போலீஸ்காரன் ஒருத்தன் உள்ள நுழைஞ்சவனே கிளைமேக்ஸே சொல்லிட்டு மன்னிச்சிருங்க இருந்தாலும் படம் பாருங்க நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சோன்னே என்ன ஆகும்னா உள்ள பொண்ணு எங்க அவளை காணும் என்னால இருந்தா வில்லனு எல்லாம் கொண்டுட்டோம் இவளோட ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு வரும்போது குடும்ப வாழ்க்கை இவர் குடும்ப வாழ்க்கையில இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு இந்த அம்மா எங்க இருக்கிறாங்க பரவச நிலையா அந்த அம்மா எல்லாமா இருக்காங்க கல்லும் அவங்கதான் லைட்டும் அவங்கதான் போனும் அவங்கதான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாருன்னா சூப்பரா அந்த கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாரு என்ன முடிச்சிருப்பாருன்னா வேற யாரையும் வேற யாரையும் தேடிட்டு இருப்பாரு டக்குன்னு போன்ல கடக்கடை கிடக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் தானா வருது யாரும் அனுப்பல ரிசீவ்லாம் ஆகல அந்த டிஸ்பிளேல வருது ஐ எம் எவ்ரி வேர் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நல்ல விஷயத்த உங்களுக்கு விஷுவலாவே போட்டு காமிச்சிட்டாரு லூசின்ற படத்துல புரியுதா புரியலையா நான் சொல்றது அசால்ட்டா பண்ணலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரியல் அந்த ஆனா அந்த டேரக்டரை பாராட்டும் எந்த அளவுக்கு நமக்கு புரியற அளவுக்கு எடுத்துருக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலி அனைத்தும் உங்களால் பண்ண முடியும் ஆனால் நம்ம பயிற்சி எல்லாமே இருப்பதும் அதுதான் ஆனால் இதுல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன மனிதன் சாப்பிடறதுக்கு தூங்குறதுக்காக மட்டும் படைக்கப்பட்டவன் அல்ல மனிதனால் எது வேண்டுமானாலும் அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கு எது பயன்படும் அப்படின்னா உங்களுடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இப்போ நீங்கள் மனித நிலையில் செயல்பட்டு இருக்கக்கூடிய உங்களை காஸ்மிக் இன்டெலிஜென்ஸாக என் வேலை இப்போ உங்களுக்கு அதை தான் பண்ண போறேன் என்ன பண்ண போறேன்னா மனித உடலிலிருந்தே பேசுறீங்க மனித நிலையிலிருந்தே ரிப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய தவறு அது கிடையாது ஏன்னா உங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை சொல்லி தந்திருந்தா நீங்களும் பேசுவீங்கள என்ன பிரச்சனை ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுக்கு மிக தெளிவாக புரிய வரும் நீங்கள் பேச்சும்பி சொல்லலாம் மனிதன் தான் முடிவெடுக்கிறானா இல்ல இந்த சித்தர்கள் மகான்கள் சொல்ற மாதிரி மேல இருந்து இன்ஃபர்மேஷன் வருதான்னு சொல்லி தலையில மூளையில ஒரு சில கருவிகள் வச்சு சயின்டிஸ்ட் செக் பண்றாங்க செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவன் தலையில் ஒரு சில பொருள்லாம் வச்சிருக்காங்க மேலேருந்து சிக்னல் வராத நோட் பண்ணிட்டாங்க அவங்க நோட் பண்ணவுடனே பேப்பரில் எழுதிக்கிறாங்க இவன் எதைத்தான் பண்ண போறான் அப்படின்னு பேப்பர் எழுதி மறைச்சுக்கிறாங்க ஒரு பொருள் எடுப்பா அப்படின்னு சொல்லி முன்னாடி தான் சொல்கிறான் கலர் கலராக நிறைய பொருட்கள் இருக்கு அவன் என்ன பண்ணுறான் சவவு கலரில் ஒரு பொருள் எடுத்து காட்டுறான் திரும்பி பார்த்தா அவன் சவவு கலரில் இந்த பொருள் தான் எடுக்க போறான்னு முன்னாடி நோட் பண்ணிட்டாங்க சரி ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுவான் மூணாவது டைம் பத்து பதினஞ்சு டைம் மேலே ஒருத்தனை வச்சு ட்ரை பண்ணிட்டாங்க பத்து பதினஞ்சு டைம் அந்த இன்ஃபர்மேஷன் மேலே இருந்து வருது வந்ததுக்கு அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் படி இவன் பாடி செயல்பட்டு அந்த பொருளை தான் எடுக்கிறான் அப்புறம் என்ன ஆகுது சரி ஒருத்தன்டா தான் பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே உட்காந்து ட்ரை பண்றாங்க எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுது மேல இருந்து என்ன வருதோ அதை தான் செயல்படுத்துறாங்க இதுக்கு என்னடா அர்த்தம் கண்டுபிடிச்சா புக்ல டீடைல்டா எழுதிருப்பாங்க இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து இதை கன்ஃபார்மே பண்றாங்க என்ன கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா அப்படின்னா என்ன நீங்கள் செய்பவர் அல்ல உங்களை வைத்து மேலே இருக்கும் ஆற்றல் எதுக்கு செயல்படுத்து இப்ப கேட்கக்கூடாது நீங்க எதுக்கு செயல்படுத்து போயிட்டு தான் ஒரு சில உண்மைகளை நீங்கள் அந்த நிலைக்கு சென்று கேட்டால் மட்டுமே தெரியும் மேல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இன்ஃபர்மேஷன் கீழே வந்து மெட்டீரியலை ஆன உடனேதான் அதை நீங்க செயல்படுத்துறீங்க இப்ப சொல்லுங்க நீங்க செய்யறீங்களா ஏதாவது நாம் ஏதாவது இந்த உலகத்தில் செய்கிறோமா ஆமாவா இல்லையா செய்யலாம் கீழே போட்டுங்க செய்ய வேணான்றவங்க கை தூக்குங்க ஆனா செய்யக்கூடாது என்னடா டே குழப்பா ஏதோ ஒண்ணு சொல்ற பயிற்சி செய்யணும் செயல்களை இறைவன் தான் செய்கிறார் என்று நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது செய்வார் இதான உங்களால இருக்க முடியாது ஆனா நம்ம சொல்லக்கூடிய பரம்பொருள் யோகம் பண்ண பண்ண பண்ண பண்ண அப்பிரசென்ட்க்கு நீங்களாவே வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு போய் ஒரு கட்டத்துக்கு மேல பிரசென்டாவே ஜோலிக்க ஆரம்பிச்சிருவீங்க ரெடியா பண்ணிரலாமா சிறப்பா பண்ணிடலாம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்கு ஒரு மாபெரும் மக்களாகி நீங்களும் அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் அதன் மூலயமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கும் பல உயிர்களுக்கு வந்து வஸ்திர தானம் துணிமணி எடுத்துக் கொடுத்துருக்கோம் பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து கட்டி வச்சிருக்கோம் அதுபோக அடுத்த கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு பவுண்டேஷனுக்கு நன்படியாக நீங்க அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் வாழ்வில்்ச பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபனாக வெளியே கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலே பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண அல்லது பொருளுதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம் <laughs>